ஐயா வணக்கங்க ஐயா வணக்கம் ம மாரிப்பன் அவர்களுக்கு வந்து நம்மளோட நண்பர்கள் எல்லாம் வாட்ஸ்அப் மூலமாக அவங்களோட கேள்விகள் சந்தேகங்கள் குழப்பங்கள் எல்லாத்தையும் வந்து ஆடியோ பதிவாக ரெக்கார்ட் பண்ணி அமுச்சிகிட்ருக்காங்க அந்த வரட்சியில் நம்ம ஒவ்வொரு கேள்விகளாக எல்லா கேள்வியும் சத்சங்கமாக பார்த்துக்கிட்டுருக்கோம் அதில் பார்த்திங்கன்னா நம்ம திருச்சியிலேருந்து மனோகர் அவருடைய கேள்வியை வந்து பதிவு செஞ்சு அனுப்பிச்சிருக்காரு இன்னைக்கு அந்த கேள்வியை பாக்கலாம் ஐயா இப்ப அந்த கேள்வியோட ஆடியோ கிளிப்பை பிளே பண்றாங்கய்யா ஐயா மாரிப்பன் ஐயா வணக்கம் மனோகரன் மனோகரன் திருச்சியில இருந்து பேசுற ஐயா கடந்த ஒரு ஒரு வாரமாக வந்து இந்த முதுகு வலி வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சுங்க ஐயா அது என்ன ஆச்சுன்னா ஒரு ஒரு வாரம் லீவ் போடுற மாதிரி ஆயிடுச்சு வழி வந்து ரொம்ப அதீதமாக இருந்தது டாக்டர்க்கெலாம் கன்சல்ட் பண்ணி சில மருந்து மாத்திரலாம் எடுத்துகிட்டு கம்ப்ளீட் லெஸ்ட்டில் இருக்குன்னாங்க கம்ப்ளீட் லெஸ்ட்டில் இருந்துகிட்டு இருந்தேய்யா இந்த வழி அதிகமானதுனால என்னுடைய தாட்டு என்னுடைய கவனம் எல்லாமே கவனம் இந்த ூச்சர்ல என்ன நடக்க போதோ இந்த வழி இந்த வழியை வந்து பர்மனண்ட்டாக நம்மளுக்கு வந்து ஒரு டிசார்டர் ஆயிரும் அப்படிங்கிற ஒரு பெரிய பயம் நீடிச்சு ரொம்ப கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே வந்து ஒரு இன்ஃபிராட்டிக் காம்ப்ளெக்ஸா ஒரு ஒரு வேற வேற மனதோடைய முழு ஆதிக்கத்துல பீடிச்சு அதில் அப்படியே மயங்கிட்டங்கயா நான் இப்போ நான் திரும்பி பார்க்குறேன் லி ஐயாவோட சசங்கள் கேட்டாலும் முழுசா அந்த ஒரு ஆன்ம பொருளை ஆன்ம பொருளை வந்து ஒரு நோக்கின ஒரு பார்வை இந்த சசங்க வந்தேன் இருந்த பார்வை முழுசா அப்படியே திரும்பிடுச்சுங்க ஐயா நான் கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா இந்த மனதோட பிடியிலையும் மனதோடைய அதோடைய அதோடையிலையும் நான் ஓடிட்டு இருக்கிற மாதிரியானதான் ஏன் இருக்கு நான் யோசிச்சாலோ நான் வந்து திரும்ப அதில் வரணும் அப்படின்னாலோ என்னால் ஏதோ ஒரு இடத்துல ஸ்டக்காக நிற்கின மாதிரி இருக்குயா நான் கேட்கறதுக்காக உங்களுக்கு வந்து நேற்று நைட்டு போன் பண்ணியிருந்தேன் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கறக்காக தான் நேற்று நைட்டு போன் பண்ணியிருந்தேன் ஆஹ் ஏதாவது ரூபாயம் கொடுங்கய்யா நான் இப்போ நான் திரும்ப வந்து இதெல்லாம் என்னோட இது எல்லாமே வந்து நம்மள வந்து இது பண்றதுக்கான ஒரு எண்ணம் எண்ணம் தான் இது எல்லாமே பதிவுகள் தான் வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத எவ்வளவு தர திரும்ப மனதால சொன்னாலும் வாயால சொன்னாலும் அந்த அந்த ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலைக்கு போகவே முடியலங்கய்யா அந்த நம்பிக்கையை முழுசாவே தகர்ந்த மாதிரி இருக்குங்கய்யா தயவு செஞ்சு எனக்கு ஏதாவது ஒரு உபாயம் கொடுங்கயா நன்றி ஐயா இப்போது மனோகர் ஐயா வந்து அவருடைய ஸ்பீச் வந்து சொல்லியிருந்தார் ஐயா அது வந்து ஸ்பீச்சு சாதாரணமாக ஒரு நியூஸ் கிடையாது அவருடைய அனுபவங்கள் அதாவது ஒரு கொடுமை வந்து அனுபவிச்சுட்டு இருக்கேன் அதாவது ஒருத்தன் வந்து ஒரு நிம்மதியாக இருந்தால் தான் வந்து ஒரு ஒரு இப்படி ஒரு பொருள் இருக்குது அப்படின்றத வந்து திரும்பி பார்க்குறதுக்கே வந்து முடியும் அப்படின்ற அளவுக்கு சொல்கிறாரு இப்போ நான் ஆல்ரெடி வழியிலேயும் வேதனையிலையும் அனுபவிச்சுட்டு இருக்கிறப்போ எப்படி வந்து நான் ஆன்ம ஆன்ம பொருளை நான் பார்க்க முடியும் எப்படி வந்து அதுக்கு என்னுடைய நாட்டத்தை வந்து திருப்பி வைக்க முடியும் அது முடியலை நான் என் சொன்னாலுமே அது முடியல அப்படின்ற ரொம்ப வேதனையோடையும் வருத்தத்தோடையும் சொல்கிறாரு ஐயா இதுக்கு வந்து உங்கள் அதாவது ஆன்ம அவருக்கு வந்து என்ன பதில் கொடுப்பீங்க அப்படின்றது வந்து அவருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஐயா உறுதுணையாக இருக்கும் ரெண்டு நீங்கள் கூறப்போறது வந்து கண்டிப்பாக அவருக்கு வந்து ஒரு துணையாக இருக்கணும் ஐயா ஐயா இப்போது ஆன்மசாதகம் நம்ம பண்ணாலும் முதல்ல இந்த உடம்பு தான் பிரதானமாக இருக்குது உடம்பு உடம்போட துணை கொண்டு தான் இதை வந்து நே தேடியாகணும் பணியாகணும் ஏன்னா இப்போ அந்த உடம்பில் ஏற்படக்கூடிய வலி உடம்புல ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை இதெல்லாம் வந்து முன்னால் வந்து அப்படி நிற்கிது இப்போது நான் ஒரு ஒரு என்னை பற்றி விசாரணை பண்ணாலும் செஞ்சாலும் அந்த இதை உடம்பை கவுனி இதை நீ செஞ்சாகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து மேல்வோங்கி ஒரு உச்சகட்டமாக நிற்கும்போது இந்த உடம்பை எப்படி தாண்டுறது நம்மளோட மெய்ஞ் இந்த உடம்பை தாண்டுற சயின்ஸ் எந்தளவுக்கு த கொஞ்சம் சொல்லுங்க நம்ம வந்து ஒவ்வொரு சசங்கத்திலையும் பார்த்துட்டு போறோம் உடம்பு தான் மனமா இருக்கு வேற எதுவுமே கிடையாது என்ன உடம்பில் இருக்கிற ஒவ்வொரு செல்லும் வந்து டெட்டு ஆக்சுவலா எதுக்கு எதுக்கு டெட்டு அதுல உண்மை பொருள் இல்லை அதுல வந்து உண்மை பொருள் இல்லை ஆன்மஞானம் உடலுக்கும் கிடையாது இந்த சைடு உடல் டெட் திங் அதாவது வந்து இந்த மரப்பலகை இந்த சேரு இதெல்லாம் எல்லா ஜடப்பொருட்கள்ல அதே போலதான் நம்ம உடல் வந்து ஆல்ரெடியை டெட் திங் முடிஞ்சு போயாச்சு அதுக்கு அதனுடைய உணர்ச்சிகள் எல்லாம் வந்து கொண்டாடுவது வந்து மனம் நானாக பாவிக்க வைத்து என்னுடைய முதுகு வலி வந்து நானாவே மாறி புரியுதா இப்போ வந்து அந்த இடத்துல என்னுடைய முதுகு வலி வந்து இப்போ நானம் மாறி போச்சுன்னு சொல்றீங்க இல்லைங்க அந்த நான் பாவமே இப்போ அந்த வழி வழித்தன்மையாக இருக்க இருக்குதா அந்த இடத்துல நான் பாவம் வழித்தன்மை இல்லை நான் அதாவது நானை வந்து ஒரு துளி விச்சாரமே இல்லாமல் வாழ்ந்துட்டு வந்ததுனுடைய மின்ன வந்து இப்போ வலியே வந்து நான் பாவமாக இருக்கு நீங்கள் சொன்ன அந்த விடையை நாள் வரைக்கும் நம்ம அறவே வந்து நம்மளுக்கு என்னன்னு தெரியாது உள்ள வந்து எண்ணம் வந்து ஜத்தையும் பிணைக்குது முடிச்சு போடுது அப்படின்னது நம்மளுக்கு தெரியாது இல்லை என்னுடைய என்னுடைய பெயராகவும் இந்த உடலை என்னுடைய பெயராகவும் மாற்றி இவனுக்கு முதுகு வலிக்குது அப்படின்ட்டு அங்கே கேப்பே இல்லை புரியுதா உடல் மயமாகவே நான் பாவம் இருக்குது நம்ம வலிமயமாகவே இருக்கிறது இது வந்து லாஜிக்கல் இது வந்து யுக்தி கிடையாது புரியுதுங்களா இப்போ நான் பேசுறது வந்து யுக்தி கிடையாது இப்போ ஒரு குழந்தைகிட்ட பார்த்தீங்கன்னா அதுக்கு இவ்வளோ விளக்கம் கொடுக்க தெரியாது வழியில் துடிக்கும்ல அதுக்கு பேச தெரியாதுன்னு வச்சுக்கோங்க ஒரு மூணு வயசு குழந்த என்னமோ வந்துடுச்சு வழியில் ஜன்ன கண்டு துடிக்குது அழுது தாங்க முடியாமல் வலியில் அழுகுது ஆகி ஐந்தறிவுகள் ஐந்தறிவு ஜீவன் கரெக்டா நேரடியாக ஒரு மானை வந்து புலி வந்து பிடிச்சிருக்குமா தான் வந்து உயிர் போப்பறோலாம் தெரியாது ஆனால் வலி தெரியும் இப்படி இப்படி நகர விடாமல் தன்னுடைய பார்வை கொத்திட்டு நின்று தன் கழுத்தை வந்து புலி பிடிச்சிருக்கு இதுக்கு நான் இறையாகிவிட்டேன் அப்படின்லாம் அது ஃபீலிங் இந்த ஃபீலிங் எல்லாம் கூட அது கொண்டாடுறதுக்கும் எந்த லாஜிக் ஈஜிக் எதுவுமே கிடையாது சாய்ஸ்லெஸ்ஸாக ஃபுல்லாக வலிமயமே இப்போ அதனுடைய நிலை என்ன நிர்கதித்துவம் தானே நிர்கதி தானே ஆனால் இவர் யுக்தி கேட்குற அளவுக்கு வந்து இவர் மனம் வந்து என்ன பண்ணுது இதை தனியாக ஒரு ப்ராஜெக்ட் ஆக்கிப்பாது பார்க்குது புரியுதுங்களா மனத் மனம் வேற என்னுடைய மனம் வேற அது இந்த உடலை புரியுதுங்களா உடலாக இருக்கிற மனம் வேற அப்புறம் என்னை இதை பற்றி யோசிக்கிற மனோகரன்ற மனம் வேற அந்த மனத்தை வச்சுக்கிட்டு தான் நான் ஞானம் பழகிக்கிட்டு இருந்தேன் நல்லா புரிஞ்சுக்கங்க்கா புரியுதா இப்போ என் வீட்டில் வந்து நெருப்புடிச்சுக்கிச்சுங்க பால்கனி வரைக்கும் தான் எரிஞ்சு போச்சு ப்ராப்ளம் இல்லை வீடு எல்லாம் ஸோ இந்த இப்போ வந்து பால்கனி மாத்திரம் இப்படி தவிச்சு போச்சேன் இதெல்லாம் இன்னும் பழாகலை இது மூலமா அது எரிஞ்சு போனதை நான் சால்வ் பண்ணிக்க முடியும் அந்த மாதிரி எனக்கு சாய்ஸ் கொடுங்க ஸோ ஃபுல்லாக டெஸ்பாண்ட் ஆகலை அவர் நிர்கதித்துவம் ஆகலை புரியுதா உங்களுக்கு புரியுதா எந்த இடத்துல ஃபுல்லாக அந்த நிர்கதித்துவம் அப்படின்றது என்னங்க அதான் சொன்னேன் ஒரு ஒரு மானையோ ஒரு முயலையோ ஒரு ஒரு எலிய வந்து ஒரு பாம்பு விழுங்குதுன்னா அப்படி போயிட்டு இருக்குல்ல உயிரோட உள்ள போயிட்டு இருக்குல்ல உயிரோட உள்ள மாட்டிக்கிட்டு இல்லையா தாட் ப்ராசஸ் இருக்குமா அந்த மனுஷன் கிட்ட மட்டும்தான் அந்த வழியை பத்தி பேசக்கூடிய அந்த தாட்ரா கடைசி வரைக்கும் இருக்குது அப்ப அந்த பின்னால அந்த வலிதான் அந்த நான் பாவம் வழி இருக்குவதே மதிருமா இது ஆப்பர்ச்சுனிட்டி ஆப்பர்ச்சுனிட்டி இப்ப அவர்க்கா இவருடைய நிலை எனக்கே வந்தது ரெண்டு வருடங்களுக்கு முன்னாடி ரெண்டு மூணு வருடங்களுக்கு முன்னாடி இதே இவருடைய இதே முதுகு ப்ராப்ளம் எல் ஃபோர் எல் ஃபைவ் அப்புறம் நியூரோபதி ப்ராப்ளமாக ஆகிப்ச்சு டயபெட்டிக்கில் வந்து நர்வெல்லாம் வந்து டயபெட்டிக்கு அஃபெக்ட் ஆகி எல்லாம் மிஸ்மேனேஜ்மெண்ட் ஆகிப்போய் ஒரு ஒரு தெரியாத இடத்துல மசாஜும் பண்ணி நியூரோபதியாக ஃபுல்லாக கன்வெர்ட் ஆகி கை காலாசி அதாவது உட்கார முடியாது நிற்க முடியாது படுக்க முடியாது மொத்தம் அதாவது வந்து மொத்த ஹெட் டு டோ வந்து வலி வலி வலி எப்படி எனக்கு தாட் ஓடும் ஆன்ம சாதகத்துக்கு அதை வந்து யூஸ் பண்ணிக்கலான்றதுக்கு இன்னொரு மைண்டை நான் ரிசர்வேஷன்ல எப்படி வச்சிருக்க முடியும் ஃபுல் எனர்ஜியுமே எப்படி வந்து ஒரு இரையான ஒரு எலி மாதிரியும் ஒரு புலிக்கு புலிக்கு புலியினுடைய வாயில் அகப்பட்ட ஒரு மான் குட்டி மாதிரியும் அப்படியே பிடிச்சி ஜாக் பண்ணி வச்சிருக்கு டெத்தை வந்து அப்படியே வந்து டெத்துக்கு வெளியே கிடையாது ஆக்சுவலாக கரெக்டா பேசுற மனம் தான் வந்து ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டா இன்னும் இருக்கு புரியுதா இந்த பில்டிங் சரியாயிடுச்சுன்னா இது வந்து உடம்பும் மனமும் பிரிக்க முடியாது நான் சொன்னேன்ல இப்ப எனக்கு ரெண்டு வருஷம் முன்னாடி மூணு வருஷம் முன்னாடி ஹெட்டுட்டோ வந்து பெயின் தத்திக்கிட்டு எரியுது டெத்து தான் ஆக்சுவலா இன்னும் வந்து ஆன்ம ஞானம்னு யோசிக்கல எப்போ கூட அந்த ஆன்ம ஞானமே கற்றுக் கொடுக்கலையே ஒவ்வொரு செகண்டுமே வந்து தனித்து வந்து ஒரு பெயின் வந்து பேசுற மனம் பொய் ஆனால் பெயின் ஒருமா அது அனுபவிக்கப்பட வேண்டியது ஏன்னா உடல்லேருந்து மனத்தை பிரிக்க முடியாது மனத்திலேருந்து உடலை பிரிக்க முடியாது ஒரு முழுமையாக தான் நம்ம அப்ரோச் பண்ணிட்டு இருக்கோம் ஆன்மான்றது ஒரு முழுமை பொருள் அதில் தூக்கமும் இன்க்ளூடட் கரெக்டா உயிர் கொண்ட மனிதன் அதில் கம்ப்ளீட்டாக இல்லாமல் மனமே இல்லாமல் இந்த வழியே இல்லாமல் இந்த வியாதியே இல்லாமல் இந்த ரோகமே இல்லாமல் அடுத்த நாள் எழுந்து போகிற தூக்குக்கு போறவன் கூட ஒரு பத்து நிமிஷம் தூங்கினான்னா ஒன்றுமே இல்லாமல் நாங்கள் போகிறோம் தூக்குக்கு போகிறவனுக்கு எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு ரெசிடென்ஷியல் பார்டன்னு அவனுக்கு கொடுக்கப்படலை நாளைக்கு அத்தாலும் தூக்கு ஃபிக்ஸ்டுன்னு எல்லாம் கடைசியாக வந்து போட்டு ஏற்றிடுங்கன்னு சொல்லி வந்தாச்சு சாய்ஸே கிடையாது இப்போது இப்போ மனம் என்ன பண்ண மனமே இருக்காது இல்லை மேனஜ் பாருங்க கரெக்டா மனம் இருக்குமா மனம் இருக்குனாலே என்ன அர்த்தம் அது வந்து தனியாக வந்து அதுக்கு வந்து அகந்ததான் மனம் சாய்ஸ் இருக்குது புரியுதா அங்கே கூட அந்த மனத்தினுடைய வியாபாரமாக அது பார்த்துக்குது எனக்கு சாய்ஸ் இருக்குது என்னுடைய பால்கனி மத்திரம்தான் எரிஞ்சு போச்சு சேதமடைஞ்சிது என்னுடைய கால் மற்றந்தான் சேதமடைஞ்சிது புரியுதுங்களா ஒருத்தனுக்கு வந்து ஏதோ ஒரு ஆக்சென்ட் ஆயிடுச்சு கால் மொதல் சரி கால் வ கால் வரைக்கும் எடுத்துருங்க கால் போச்சுன்னா நான் வாழ முடியுமா அப்படின்னு கேட்குறேன் இல்லையா அப்படின்னா மனம் தானே அந்த சாய்ஸை வச்சுன்னு இருக்கு இங்கே வந்து எப்படின்னா ஆன்ம ஞானம் வந்து எப்படின்னா வலின்னா வலியில் அப்படி வலி வலிமயமாகவே இருக்கணும் சாய்ஸ்லெஸ்ஸாக அதில் கரைஞ்சு போயிடணும் வலி வலியிலேயே அதுக்கு வலி உணர்த்தும் மனம் இல்லைன்றதை காமிக்கும் கரெக்டா வலிக்குதுன்னு சொல்லக்கூட கூடாதுன்னா எண்ணத்தை எண்ணங்களுக்கு வலி உண்டா இருப்பேன் ஆனால் உடம்பில் வலி இருக்குது அந்த டிஷ்யூஸ்க்கு வலி இருக்குது எரிச்சல் இருக்குது ஆனால் அதை அனுபவிக்கிறவன் போய் அது தானே அன்மஞ்சானமே இடைத்தரகனே அங்கே இல்லைன்னு தானே அன்மஞ்சானம் மனம் ஒன்று இல்லை அகந்த இல்லை நான் பாவம் இல்லை அதுதானே அஞ்சறி வரைக்கும் நேர வாழ்வு அப்படியே அனுபவங்கள் சாய்ஸ்லெஸ்ஸாக கரெக்டாக ஒரு மாட்டை போட்டு ஒருத்தான் அடித்தான்னா ஒரு பத்து டன் வீட்டை ஏற்றி அப்படியே நொறை கக்கு அதை இழுத்துட்டு போகிறான்னா அது ஆல்ரெடி டெட்டு உணர்ச்சிகளுக்கு கரெக்டா இழுக்குது அடிக்க அடிக்க அடிக்க அடிக்க ட்ரை பண்ணுது இல்லை சாய்ஸ்லெஸ்ஸாக ட்ரை பண்ணுதா இல்லையா அந்த வண்டியை இழுக்கிறதுக்கு மாட்டு வண்டியை அவ்வளோ டன்னோட அப்படியே அப்படியே விழுது இல்லை அவன் பார்வைக்கு எழுத விழுந்து அப்படியே மனமே இல்லைல்ல உண்மையா அவருக்கு வலி ஒரு சைடு வந்து எல்லாமுமே வலியா இருக்கட்டும் வலி இல்லாத ஆரோக்கியமான உடலாக இருக்கட்டும் அவைகள் எல்லாத்துக்குமே வந்து தனி உணர்ச்சிகள் உண்மை இல்லை கரெக்டா அதை பார்க்காதனால தான் நம்மளுக்கு வந்து இது எப்பட என் உடம்புக்கு தனிமையா நான் கொண்டாட முடியும் இந்த வலியை அப்படின்னு தெரியாது தானே ஆன்ம ஞானம் இல்லாம கரெக்டா ஒரே பொருள் தான் சகல வழியாகவும் சகல சந்தோஷங்களாகவும் கழிப்பாகவும் எல்லா இரட்டைகள் சுகமான உணர்ச்சி வலியான உணர்ச்சி வேதனையான உணர்ச்சி எல்லா உணர்ச்சியும் ஜடக்கலப்பு சேர்ந்தது தானே அதை கொண்டாடுற மனம்தான் பொய்யே தவிர அந்த உணர்ச்சி அந்த உணர்ச்சி எதுக்கு வந்திருக்குன்னா அந்த உணர்ச்சி வந்து நடுவில் இடைத்தரகனா அதை பற்றி பேசுகிறவன் இல்லைன்றதை காமிக்கிறதுக்கு தானே வந்துருக்கு இது வேற அதனோட பர்பஸ் என்ன இருக்க முடியும் சொல்லுங்கள் உணர்ச்சி கூட ஆனால் சந்தோஷத்தில் ஒருத்தன் கவனிக்க மாட்டான் ஆனால் துக்கத்தில் அவன் அப்படி இப்படி மான கிடுக்கு போட்டு ஒரு புளி பிடிக்கிற மாதிரி அப்படி பண்ணும்போது அவன் என்ன பண்ணுவான் சாய்ஸை கிடையாது இங்கே சாய்ஸ்லெஸ்ஸு தான் சாய்ஸை கொண்டு வரான் கரெக்டா எண்ணங்கள் தானே சாய்ஸை கொண்டு வருது இதை தான் நான் குறைச்சிக்க முடியுமா அதுதானே இப்போ கேள்வியாக வந்திருக்க அவருக்கு அவ்வளோ நிதானமாக கேள்வியை ஃபார்ம் பண்ணுறாருல்ல அவர் அந்த அந்த கேள்வி கேட்ட மனம் தானே போய் அந்த கேள்வி கேட்ட மனம் பிரபஞ்சத்திலேயே இல்லைன்ற அஞ்சரை வரைக்கும் இது நேரடியாக காமிச்சுக்கிட்டு இருக்கு ஆனால் மனிதன்கிட்ட தப்பிக்க முடியுமா சாய்ஸ் இருக்கா அப்படின்றது யோசனை பண்ண வைக்கிறது வந்து அகந்ததான வலி இல்லாத ஒரு மனோகரை அது எதிர்பார்க்குது வலி இல்லாத மனோகர் வந்து யதார்த்தவாதி அவர் வந்து ரிலாக்ஸ்டா பண்ணலாம் புரியுதுங்களா ஆன்ம ஞானம் ஒன்று அப்படி ஆன்ம கிடையாது ஆன்ம வாழ்க்கையை விட அலைவானது புரியுதா அனுபவங்களில் ஒவ்வொரு உணர்ச்சியும் வந்து மிஸ்ஸே பண்ண முடியாத அளவுக்கு சாய்ஸ்லெஸ்ஸாக நம்மளை போட்டு அழுத்துதுன்றத உணர்றது தான் அண்ணன் ஞானம் புரியுதா உணர்வுனுடைய பிடியில்தான் பிரபஞ்சமே இருக்குது அதில் என்னுடைய உடம்பு வீ விதிவிலக்கு இல்லை ஆனால் அதை குறைச்சிக்கிறது கூட்டிக்கிறது மாற்றிக்கிறது இப்படிலாம் பண்ணுற ஒரு இடைத்தரகனால தான் வந்து இது கண்டினியூ ஆகுது அந்த மாதிரி ஒரு ஆள் தான் இல்லையே தவிர புரியுதுங்களா அந்த மாதிரி இல்லாத ஆளை நேரடியாக உணர்த்தத்துக்கு தான் அந்த மாதிரியான வலிகளும் வரும் கரெக்டா அந்த அந்த வலிக்கு என்ன பர்பஸ் சொல்லுங்கள் ஆன்ம ஞானம் உணரப்பட வேண்டிய களத்தை விட்டுட்டு தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் கேட்குறாரு புரியுதா இந்த மிஷினை சரி பண்ணி தனியாக வச்சிருங்க என்னுடைய மனத்துக்கு மொத்தம் தனியாக கிளாஸ் எடுங்கன்றார் மன மனம் வந்து மனத்தை எப்படி விளக்க முடியும் புரியுதா பார்பவன் பார்த்தல் பார்க்கப்பட்டது அற்புதமா சொன்னீங்க ஐயா இப்ப வந்து அவருக்கு அவருக்கு அதாவது எல்லாருக்கும் புரிகிற ஒண்ணும் இப்ப இந்த சுச்சுவேஷன்ல நீங்க வழி இருக்குன்னு சொன்னீங்கல்ல ஐயா நீங்க வந்து அதை எப்படி வந்து அதில் தப்பிக்கிறதுக்கெல்லாம் நான் யோசனையே பண்ணலை காலை அப்படி நகர்த்த முடியாது கையை தூக்க முடியாது நிமிர முடியாது குறிய முடியாது எல்லா இடத்தையும் அரசு பண்ண மாதிரி அப்படியே அந்த வேதனையில் அப்படியே போயிட்டே இருப்பேன் அப்போ வந்து கேட்க கூட மாட்டேன் பிரார்த்தனை எல்லாம் பண்ண மாட்டேன் ஆடவா எனக்கு இதுலேருந்து கொஞ்சம் கூட அப்படின்னா இன்னொத்த எவனொத்தன் தனியாக இருக்கான் இதெல்லாம் இல்லாதவன் தான் இருக்கான் அவங்ககிட்ட என்ன கொண்டு போய் விடு அந்த மாதிரி உடம்புக்குள்ள கொண்டு போய் என்ன வெய்யி அப்படின்னு இன்னும் பொய்ய மெய்யாக்கிக்கிட்டு இருக்கேன் அர்த்தம் கற்பனைகளை நான் வளர்த்தேன்னா இதுலேயும் தப்பிக்க இதை குறைத்து கொள்ள இந்த வழியை நான் ஒவ்வொரு க்ஷணமும் அன்றரூப பண்ணிக்கிட்டே இருந்தேன் அதுல கூத்து என்ன நடக்கும்னா அப்படியே உட்கார்ந்த இட உட்காந்த இடமோ நின்ற இடமோ சாஞ்சின்னு இருக்கிற இடமோ அப்படியே தூங்குவேன் இன்னும் ஆன்ம ஞானம் வந்து ஆன்ம ஞானம்ன்ற பெயரிடப்படாமல் விஞ்ஞானமாக காமிச்சுக்கிட்டே இருக்கு நீ இதை கடந்தவன் இல்லையா இதை போய் நீயா பேச முடியுமா புரியுதா எது களமோ ஆன்ம ஞானத்தினுடைய மொத்த களம் வந்து இப்போ அவர்கிட்ட இருக்கு நேரடியாக புரியுதா அவர் அந்த உடம்பு கிடையாதுன்றத அந்த சைடு ஆழ்ந்த உறக்கத்துல பேரறிவு பொருளே இருக்கு இந்த சைடு வந்து விழிப்பு நிலையில சிக்கிக்கிட்ட அந்த பேரறிவு தனித்தனி உணர்ச்சிகளில் சிக்கிக்கிட்ட பஞ்ச கோஷங்களுக்குள்ள அடப்பட்ட மனோகரம் இருக்காரு புரியுதுங்களா விழிப்பு நிலையில அதுல அந்த எதனால சிக்கார் இந்த உணர்ச்சிகளால தான் சிக்குண்டாரு கரெக்டா அதுல நல்லா இருந்திருக்காரு இப்போ வந்து முதுகு வலின்னு அவங்க அந்த முதுகு வலியை அவங்களும் சொல்லி இதுக்கு வேற வழியில் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ வந்து இவர் வந்து அந்த உடம்பு அந்த உடம்பு தானே மனோகர் மனோகருடைய மனமும் எப்படி வந்து வலியிலேந்து வலியாகவே இருக்கிற அந்த உடலாக இருக்கிற அந்த மனம் மனோகர் என்ற மனம் எப்படி அதுலேருந்து அதை தப்பிக்க முடியும் அந்த வலிமயமாக தானே இருக்கணும் அப்படின்னா தனியா மனம் கொண்ட மனோகர் வேற அவருக்கு எதானு சொல்லி அவர்கிட்ட கொஞ்சம் ஏதாவது சிபாரிசு பண்ணி புரியுதா அவர்கிட்ட எதான ஆல்டர்னேட்டிவ்ஸ் இந்த உடம்பு டிபார்ட்மெண்ட்டை மாத்திரம் கொஞ்சம் வழி இல்லாத மாதிரி ஏதாவது ஒரு மந்திரஜபம் புரியுதுங்களா இங்கெல்லாம் எல்லா போலி ஆன்மீகமும் அத்தனையும் வந்து நிற்கும் இல்லை நான் பாவம் விதவிதமாக கண்டின்யூ ஆர்றதுக்கு களமும் இங்கே தானே இருக்கு ஆன்ம ஞான களமும் இதேதாங்க நேரடியாக முடிக்கிறதுக்கு விளங்குதா நான் சொல்றது நான் சொல்வது விளங்குதுங்களா இந்த இடத்துல நான் சாய்ஸ்லெஸ்ஸாக இருந்தேன்னா நான் சாய்ஸ்லெஸ்ஸாக தான் வாழ்ந்தேன் சாய்ஸ்லெஸ்ஸாக வாழ்ந்தேன் அப்படியே இருந்தேன் அப்படியே இருந்தேன் நீ மருத்துவர்கிட்ட போகலையா போனேன் அவலையும் இருக்கும் அவர் என்னமோ பண்ணுவார் பண்ணட்டும் அவ்வளோதான் நான் பண்ண முடியும் நான் ஒரு புள்ளிக்கிட்ட அகப்பட்டுட்டேங்க வலியுறுத்த புளிக்கிட்ட அகப்பட்டுட்டேங்க அது விட்டுதான கருணை கொண்டு உடல் தானே போக போகுது அந்த வலியை கடந்த பொருள் தானே நான் அது வலி இருக்கும்போது எனக்கு தெரியும் வலி இருக்கும் நான் வலியை கடந்த பொருள்னு தெரிய முடியும் வலி மூலமாக தானே எனக்கு டேரெக்டாகவே நான் வலியை கடந்த பொருள் வலி தானே எனக்கு உணர்த்த முடியும் அது நான் என்ன பண்ணுறேன் சரி அப்படியே நான் இருந்த மீனுக்கு என்னை அழிச்சிட்டு போங்க இருந்த மீனிக்கு போகிறேன் இருந்த மீனுக்கு அவர் ஏதோ பண்ணுறாரு எல்லாரு கையும் கட்டப்பட்டிருக்குன்றதையும் பார்க்குறேன் இந்த உடலும் அந்த வலிக்கிட்ட கட்டப்பட்டிருக்குன்றதையும் பார்க்குறேன் நான் வலிக்கிட்டையும் பிரார்த்தனை பண்ண முடியாது அதுக்கு மருத்துவம் பார்க்குற டாக்டர்கிட்டையும் பிரார்த்தனை பண்ண முடியாது சாய்ஸ்லெஸ்ஸாக தானே நான் இருக்க முடியும் அப்போ அது தானே களம் சாய்ஸ்லெஸ்ஸாக இருக்கிறது தானே அறிவு அது வலிக்குள்ள அகப்பட்டதுக்கு ஜபி அது எப்படி வந்து என் வலிய குறைக்கும் ஒரு மந்திரத்தை நான் நினைக்க நினைக்க நினைக்க தப்பிக்கிற ரூட் இல்ல அது மனமா வளர்ற ரூட்டா இல்லையா ஏன்னா இதனால எனக்கு என்ன நடக்க போகுதுங்க ஒன்று இறந்து விடுவேன் பிசிக்கலா அதை பத்தி தானே தினம் தினம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஆழ்ந்த உறக்கத்தை வாழ்நாள் புறா பார்த்தது இப்படி தானேப்பா நான் இல்லவே இல்லையாப்பா பிறந்தவனே இல்லையாப்பா பிறந்த உடம்பு உடம்பா பிறந்தப்பா வலியா வலிக்கும் வந்து நான் சுரணையா இருப்பேன் கரெக்டா த நான் ஏற்கனவே முடிச்சுட்டேன் இதுக்கு வழி வந்தாதான் என்ன இறப்பு வந்தாதான் விளங்குதா இது ஆனா அதுக்குள்ள இருக்கிற உயிர் பொருட்களா இருக்கிற செல்கள் இருக்கு அது ஒண்ணு ஒண்ணு வந்து அதனுடைய மேக்சிமம் டாலரன்ஸுக்கு அது இழுக்கப்படுறது அது வந்து தவிக்குதுங்க உடம்பு தவிக்குது மான்குட்டியோட உடம்பு தவிக்குது மான்குட்டிக்கு மனமே இல்லாததுனால அந்த உடம்பை விட்டுருது நம்ம கிட்ட மனம் இருக்கிறதுனால ஏங்குது புரியுதா அந்த இடத்துல மனமாக பிரிஞ்சு ஐயோ இந்த கால் இப்படி வலிக்கக்கூடாது இந்த கை இப்படி வலிக்கக்கூடாது ஆண்டவா தெய்வீகம் ஆன்மீகம் எல்லாம் வருதா இல்லையா பட் அந்த மாதிரி ஒன்றும் இல்லையே நேராக இருக்கிறது அறிவு அதுக்கு உடல் கிடையாது வடிவம் கிடையாது காட்சி கிடையாது எண்ணம் கிடையாது பாவம் கிடையாது உணர்ச்சி கிடையாது அது ஆனால் எல்லா உணர்ச்சி பாவம் வலி உடல் இரத்தல் தூங்குதல் அதெல்லாம் வந்து மனம் மூலமாக நடக்குது அதுக்கு புரியுதா மனமான உடல் உடலான மனம் அதுலேருந்து பிரிஞ்சு தனி டிபார்ட்மெண்ட்டாக வச்சுக்கிட்டு கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க புரியுதா அதை தான் நான் இப்ப நான் என்ன பண்ணுவேன் உக்காராத நிக்க முடியா நிக்காத என்ன இந்த உடம்பு என்ன என்ன என்ன விதமாடுத்துதோ அத்தனையும் சத்தியம் தானே அதுக்கு நான் இது சாய்ஸை எடுக்க மாட்டேன்ல ஏன்னா அது அப்பேற்பட்ட வசதான வலியும் கிடையாது காட்சியாவும் வராது உதித்தல் கிடையாது எதுவாக மாறாது பேரிருப்பு நீங்காத இருப்பு ஆதி நடு அந்தமில்லாத இருப்பு இது ஆன்ம ஞானம்ன்றது வந்து உடல் சம்பந்தப்பட்டது உபயோகித்து என்னமோ தனி டிபார்ட்மெண்ட்டாக ஒதுங்குற ஒரு பார்ட் டைம் சப்ஜெக்ட் இல்லையா இது நான் சொல்லுது டீப்பாக போகுதா ய்யா இந்த உணர்ச்சி கூட இன்னும் ரெண்டு மூணு உணர்ச்சி நல்லா இருக்கும் நினைக்கிறேன் இப்ப வந்து வலியுறது உடம்புக்கு வந்த ஒரு உணர்ச்சி ஐயா பசியது ஆமா உடம்புக்கு வந்த ஒரு உணர்ச்சி உடல் இருக்கிற இடத்துல எல்லாம் உணர்ச்சி இருக்குனால உணர்ச்சிகள் எல்லாமே துக்கமா இல்லையா இப்ப தாகம் ஒரு உணர்ச்சி இப்ப நம்ம தாகத்துக்கு தண்ணி சாப்பிட்டு சரி ஓகே நம்ம வந்து ஆத்திக்கிறோம் ஐயா பசின்ற உணர்ச்சிக்கு நம்ம சாப்பிட்டுட்டு உணர்த்திக்கிறோம் இப்ப வலின்ற ஒரு ஒரு உணர்ச்சி வந்திருக்குது ஐயா இப்ப ஏன் வந்து வலியை போக்கிக்க அப்படின்றது அது ஏன் நமக்கு வந்து இப்போ வந்து இது ஒரு இடையூறு மாதிரி ஏன் தோணணும் இல்லை வலியை போக்கிக்கிறது இல்லை அது வந்து உடம்புன்ற உடம்பு உடம்பு வந்து வலிக்கு ஆட்பட்ட இல்லையா அது அவஸ்தைகளுக்கு ஆட்பட்ட ஒன்னா இல்லையா நீங்கள் வந்து தெரியாமல் வெந்நீரில் கை விட்டிங்கன்னா இவ்வளோ கொதிச்சுட்டுக்குன்னு தெரியாமல் கை எறிஞ்சி கை காஞ்சி போயிட போகுது வெந்து போயிட போகுது கரெக்டா சொல்லுங்க ஐயா அதோடைய இயல்புன்றதுனால வலியுடைய இயல்புன்றதுனால அது முழுமையாக இருந்து போயிடும் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லை முழுமையாக இருந்து அது போகிறது வரதே கிடையாது அது அதோட இயல்பே வலி வலி அது மரணிக்கிறதுக்கு தான் பிறந்திருக்கு வலிக்கிறதுக்கு தான் வடிவம் எடுத்திருக்கு இப்போ பிறவியிலேருந்து இதை ஸ்ட்ரெச்சிங் தானேங்க கான்சியஸ்னஸ் வந்து அதாவது பேரறிவு வந்து உதிக்க வேண்டிய ஒரு பொருள் இல்லை உதிக்கப்படுற ஒரு பொருள் இல்லை தோற்றத்துக்கு வர ஒரு பொருள் இல்லை ஆனால் சுட்டறிவாக வந்து நம்ம வந்து பிறக்கிறோம் கருவாக உருவாரோம் கருவில் உருவாரோம் அதுவே வந்து தனி எழுச்சி தானே அங்கேருந்து ஆரம்பிச்சாச்சா இல்லையா எல்லா உடல்களும் அங்கே இருக்காது இல்லையா என்னென்ன உடல்கள் இருக்கு மன உடல் இருக்கு அகந்தை உடல் இருக்கு அறியாமை உடல் இருக்கு ஸ்தூல உடலும் இருக்கு எல்லாம் மிக்ஸ் ஆகி கிடக்காது பஞ்ச கோஷங்களை ஸோ பஞ்ச கோஷங்கள் இருக்கிற இடத்துல மூன்று உடல்கள் இருக்கிற உடல்கள் எல்லாம் உடல் அனுபவிச்சுதான் அனுபவிச்சுதான் உடல் இருக்கிறதுல அனுபவி மனமும் உடல் தான் ஆனா இங்க மனம் வந்து தப்பிக்க பாக்குது புரியுதா ஆன்ம ஞானம் பழகறேனே நான் எனக்கு கன்செஷன் கிடையாது நான் ஆல்ரெடி ஆன்ம விசாரம் பண்ணிட்டு இருந்தேன் இந்த வலினால என்னால ஆன்ம விச்சாரம் பண்ண முடியல அப்படின்றதுதான் வந்து ஆன்ம விசாரி வலிதான் சயின்ஸே அதுல துக்கங்கள் தான் வந்து சயின்ஸே வலிகள் தான் சயின்ஸு கஷ்டங்கள் தான் சயின்ஸு அதுதான் இன்னும் வந்து இதெல்லாம் நான் கிடையாது நீ கிடையாது நீ கிடையாதுன்னு அவருக்கு காமிச்சுட்டுருக்கணும் ஆனால் அங்கேயும் வந்து அது என்ன பண்ணுது உடம்பை தனி டிபார்ட்மெண்ட் ஆக்கி அது நல்லா இருக்கணும் இங்கே ஆன்ம விச்சாரம் தனியாக மனம் பண்ணணும் மனம் தாங்க உடம்பா பிறந்திருக்கு கரெக்டா தூங்கும் பொழுது அவருக்கு இந்த வழி தெரிஞ்சுதா எப்படியோ தூங்குவார் பெயின் கில்லர் தூங்குவாரா இல்லையா கனெக்டா உடம்புக்கு பிறந்ததே தெரியாதுங்க மனோகர் உடல்னே தெரியாதுங்க உடம்புக்கு உடம்புக்கு தெரியாதே அத வந்து மனோகர் உடலா ஃபீல் பண்றதே மனம்தானே சோ எல்லாத்தையும் பெருசாக்குறதே மனம்தான் அந்த மனமும் தோன்றி தோன்றி மறைவுது அதனாலதான் இப்ப கை கொடுக்கல அது புரியுதா அவருடைய உடலாக இருக்கும் அவருடைய மனம் சொல்யூஷனை கொடுக்கல அதனால் அவர் என்ன பண்ணுறாரு ஆன்மஞானது வந்து எதான சொல்யூஷன் கொடுக்குமா இருக்குது அப்படின்றாரு ஆன்மஞானம்னு தனியாக ஒரு ஞானமே இல்லை இவைகள் தான் தவிர ஆன்மஞானம் இருக்கிறதே ஆன்மஞானம் தான் இருக்குது இவைகளை நீ உணர்றது தான் இவைகளுடைய பொய்த்தன்மையை உணர்றது தான் அதாவது இவருடைய பௌதிக உடலில் வலி வருது சத்தியம் அது அதனுடைய இயல்பு பௌதிக உடலுடைய இயல்பு மெய் ஆனால் அதை ஃபீல் பண்ணுற மனோகருடைய எண்ணங்கள் ஆக்சுவலாக அந்த வலி உணர்ச்சி எண்ணங்களுக்கா பாவத்துக்கா அதை போய் தொட முடியுமா சொல்லுங்க சட உடலுக்கு தானே தூங்கு அதனால தானே வந்து அந்த சட உடல் மொத்தமாக வந்து உயிர் பிரஜை உடல் பிரஜையே இல்லாமல் நம்ம தூங்கத்துக்கு போகிறோம் உடல் பிரஜையே இல்லாமல் தூங்கத்துக்கு போறோம் சரி தூக்கத்துக்கு எது போகுது மனம் தானே போகுது தனித்த பாவம் தானே போகுது உடலையும் சேர்த்து இழுத்துக்கிட்டு போகுதா இல்லையா மனம் மறைஞ்சிதுன்னா உடல் மறைஞ்சிடுது உடல் உயிர் மறைஞ்சிடுது உடல் வலி மறைஞ்சிடுது இப்ப அவங்க தூங்க பண்றத எதை தூங்க பண்றாங்க அனஸ்தீஷியா எது கொடுக்குறாங்க அனஸ்தீஷியா வந்து உடம்பு கொடுக்கல அவங்க பிரெயினை வந்து டெட் ஆக்கிறாங்க கிட்டத்தட்ட புரியுதுங்க வலி உணர்ச்சியை மரத்து போக வைக்கிறாங்க கரெக்டாக கெமிக்கல்ஸ் மூலமாக மெடிக்கல் மெ மெடிக்கல் சயின்ஸ் என்னங்க பண்ணுது உங்களுக்கு எதுக்கு குடிக்க போகிறான் அவத்த மனத்தில் ஏற்பட்ட குணங்களில் ஏற்பட்ட சங்கடங்களையும் போக்குறதுக்கு மறக்கிறான் உடம்புல ஏற்பட்ட வலியையும் மறக்கிறதுக்கு தானே குடிக்க போகிறான் அவத்தன் அப்படின்னா உடலும் மனமாக தான் இருக்குது மனமும் உடலாக தான் இருக்குது மனமும் உடல் தானே ஸோ ஒட்டு மொத்தமாக இன்டாக்சிகேட் பண்ணுறானா இல்லையா ஒரு ஒரு ட்ரக் ட்ரிங்க்ஸை குடிச்சு சாராயத்தையும் வயனையும் அதையும் இதையும் குடித்து என்ன பண்ணுறாங்க எல்லாத்தையும் வந்து மரத்து போக வைக்கிறான் நான் இல்லாமல் பண்ணுறானா இல்லையா இப்போ கிட்டத்தட்ட வந்து ஆன்ம ஞானத்தை நம்ம இந்த மாதிரி பார்க்கறது கிடையாது இப்போ அவர் கேட்குறது அந்த யுக்தி கேட்குறதே என்ன என்னால் வந்து ஆன் ஆன்ம இதுக்கு ஈக்வேட் பண்ணி அணுகுற இருக்குல்ல எனக்கு வந்து வலி தெரியாமல் பண்ணணும் வலி தெரியாமல் இருந்தால் நான் ஆன்மஞ்சானம் பண்ண முடியும் அப்படின்னா மரத்து போக வைக்கணும் மரத்து போகிறது இல்லை உணர்ச்சி பொங்கணும் இங்கே ஃபுல் வந்து இந்த வலி நான் கிடையாதுன்னு தெரியணும் அப்போ தானே தெரிய முடியும் அதுதான ஆன்மாவாக இருக்க முடியும் புரியுதா வலி இருக்குது ஆனால் வலியை பற்றி பேசுகிறவன் பொய்யன்றது தெரியறது தானேங்க ஆன்மாவாக இருக்க முடியும் கரெக்டாக அது ஒரு எண்ணமாக எப்படி இருக்க முடியுங்க வலி என்ன நடந்துகிட்டு இருக்கு இந்த வலி நீ கிடையாது அத நீ எப்படி நினைக்கலாம் என்ன இப்படி கால் வலிக்குது அப்படின்னா அந்த கால்ன்றது மனத்திலயா இருக்கு நெனப்பிலையா இருக்கு வலி நெனைப்புலையா இருக்கு கால் நெனப்புல இருக்கா வலி நெனைப்புல இருக்கா ஆழ்ந்த உறக்கத்துல உயிரே போய் உயிரே இல்லைங்க தூங்குறவங்க ஒத்துக்கணும் கரெக்டா அப்படின்னா உடம்புலயே இல்லை வலி உடம்பு சம்பந்தப்பட்டது கூட இல்லை பொருவா என்ன உயிரே இப்ப சம்பந்தப்பட்டது இல்லாம இருக்கு வாழ்வு இருக்கு இல்லையா நம்மளுடைய வாழ்க்கை அதுவே சம்பந்த போயிடுதில்ல தூங்குறவங்க யாருங்க நான் வந்து என்ன பண்ணேன் என்னுடைய வழியில என்னன்னு அலர்னாலும் எந்த போஸ்டர்ல நான் தூங்கினாலும் தூங்கறதுக்கு ஏங்கிறதுக்கோசம் தானே நான் அழுவேன் எங்கயும் என்ன தூங்க விட வலியை மறக்க உடைன்னு நான் அழுனும் பட்டு எப்படியோ நடக்குதே எல்லாத்தையும் மீறி தூக்கமும் நடக்குத அப்படின்னா எல்லாமே வந்து அனுபவங்கள் எல்லாமே வந்து அற்புதமான பாடங்கள் அதுவும் முக்கியமாக உடல் மூலமாக ஏற்படுற ஆரோக்கியமின்மை இருக்குது பார்த்திங்களா அது டைரக்ட் டீச்சர் ஏன்னா உடல் உணர்ச்சிகளுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பரிச்சயமாகணும் நல்லா இந்த கை நாங்கள் இந்த மொத்த சரீரம் தேகம்னு சொல்லப்படுற இதுவாக எழுந்துக்கிறவன்கிட்ட உள்ளே இருக்கிற இதுவா பாவிக்கிற அந்த நான் வந்து இது கிடையாது அது அது அழந்த உறக்கத்துல இருக்கிறது கம்ப்ளீட்டா விலகி பூரணமா தனியா அதுல உங்க நான் மாத்திரம் இல்லை எல்லா பிரபஞ்ச நானாவே அது இருக்கு இல்லையா ஆழ்ந்த உறக்கத்துல உறக்கம் வந்து எல்லாரோட காமனா இல்லையா அப்படின்னா அது சுரூபமாக தானே இருக்கணும் ஸோ அப்படின்னா எவ்வளவு இன்னும் டீப்பா போகணும் அப்படின்னா நம்மளுடைய ஒவ்வொரு உடல் மூலமா ஏற்படுற ஆரோக்கியம் கெட்டு போறது அத்தனையும் உயிர் பயங்கள் அத்தனையும் உடல் மூலமா வர உயிர் பயங்கள் அத்தனையும் மனத்து மூலமா வர அத்தனை சங்கடங்களும் பிரச்சனைகளும் இன்னும் கிளியரா நம்மள புத்திய வந்து புடம்பணும்ல கடைஞ்செடுக்கணும்ல நடக்குமா இல்லையா கண்டிப்பா சுவாமி கரெக்டா இப்ப வந்து யுக்தி யுக்தி உபாயம் உபாயம் கிடையாது டைரக்ட் நீங்க வந்து அதுக்கு அப்படியே அதுக்கே உங்களை அர்ப்பணிக்கிறது வலிக்கே வலி மயமாகவே அப்படியே உட்காந்துட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா வழியை கிடந்துடுவீங்க என்ன அதை திங்க் பண்ணுறவன் தான் அந்த திங்கர் ஏன்னா அவன் முடக்கி போட்டதை ஒத்துக்கவே மாட்டேன்றான் போருவா ரெசிஸ்ட் பண்ணுறான் கரெக்டா எனக்கா எனக்கா இப்படி நானே ஆல்ரெடி வந்து எல்லாத்தையும் தாண்டி வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு எல்லாம் என்னென்னமோ மார்க் எல்லாம் போட்டிருக்காரு அவர் அதெல்லாம் இப்போ வருது கேள்விக்கு புரியுதா அதனால தான் நீங்கள் வந்து உடல்லாம் மாட்டிக்கிட்டெல்லாம் இங்கே வந்து ஞான சாதகம் பண்ணவே முடியாது எல்லாம் பச்சையாக துகில் உரிச்சு காட்டுற மாதிரி நம்ம வலிகளெல்லாம் நல்லா பார்க்கணும் ஒரு சின்ன விரல் நுனியில் ஏற்படுற ஒரு நகத்தில் ஏற்படுற வழியிலேருந்து அத்தனை வழியிலேயும் இது நானா இந்த கை நானா இந்த கை கால்வழினானா தலைவலினானா அப்படின்றதெல்லாம் நன்னா விழிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அது இந்த வழியெல்லாம் வந்திருக்கும்போது இன்னும் கிரேட்டஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கரெக்டா இல்லையா டைரக்ட்லி யூ ஆர் இந்த கிளாஸ் ரூம் அந்த உணர்ச்சிக்கு பின்னாடி உணர்ச்சியை கடந்த மெய்ப்பொருள் இருந்தால் உணர்ச்சி ஒன்று பெருசா தெரியும் உணர்ச்சி மூலம் அதானாங்க அதனுடைய தன்மையும் தெரியும் நல்லா இன்னும் கரெக்டா இதுக்குள்ளெல்லாம் போய் ஒளிஞ்சிக்காத மனமான நம்ம வெள்ளை இருப்போம் எப்பவுமே கரெக்டாக நிர்மலமான புத்தியாக மாறும் அதனால் இது எல்லாமே ஃபீல்டு இதுக்கு வந்து உபாயம் என்ன உபாயம்னா அதுக்கு அப்படியே ஆட்படுதல் வலியை வந்து ஃபுல் டைமென்ஷனில் எங்கேயுமே மிஸ் பண்ணாமல் வலியில் துடித்தல் துடித்தல் வழியில் அனுபவித்தல் விழுந்த பேர் கூட அவன் இருப்பான் தனியா அதுதானு பாக்கிறவனாவோ உணரவனாவோ எதுவாவோ அப்படியே எதுவோ எதுவாவும் இருக்கக்கூடாது இப்போ ஆனால் இருந்தாலும் வந்து பார்த்தோனாக்கா ஒரு மெடிசன் எடுக்கிறது மற்றபடி எல்லாமே வந்து பார்த்தனா ஒரு வீட்டை ஒரு சுத்தம் பண்ணுற மாதிரி ஒரு வீட்டை ஒரு பொருள் அது மெயின்டைன் பண்ணிட்டு மெயின்டைன் பண்ணணும் அவ்வளோதான் ஆனால் அதுக்காக வந்து இதை விட்டுடு எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்லாம் விடக்கூடாது ஆ இது வந்து அப்படியே எனக்கு வந்து இன்னொரு ஏஜென்சி வந்து நீங்கள்லாம் வந்து உடம்பு தண்ணி டிபார்ட்மெண்ட்டை மெயின்டைன் பண்ணி கொடுங்க நான் இங்கே தனியாக ஆன்மஞ்சானம் இதெல்லாம் விட்டுட்டு தனியாக ஒன்று இருக்குது அங்கே பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லை பொய்கள் போகிறது தான் ஆன்மஞ்சானம் நீ அடையவே வேண்டாம் வழி போய் வழியாக வாழ்பவனே போய் வாழ் நல்லா வாழ்வர்களை போய்ங்க பிறந்தவனே இல்லைன்னு சொல்றோம் கரெக்டா இங்க தனியா பிறந்தவனே இல்லை ஆழ்ந்த பிறந்தவனே இல்லை அப்புறமா தானே அவன் எழுந்துட்டு ஸ்டேட்ல என்னைக்கும் சாப்பிடறான் வியாதியில சாப்பிடறான் வயசாகி சாப்பிடறான் ஆக்சிடென்ட்ல சாப்பிடறான் நீங்க இங்கதான் வழியிலே இருந்து உடம்புதான் எடுக்கமே அது எப்படி உடல் இல்லாம அது இருக்காதே உங்க வீரியம் வந்து நான் பா வந்து உடல் இல்லாம ஒரு தன்னை உடல் ஆக்கிக்கும் ஏன்னா நம்ம தண்ண வீழ்ச்சிக்கிறதே அப்படிதான் ஏதோப்பா கைவலிக்குதேன்னு ஞாபகத்துல தான் எழுத்துப்போம் வலி ஞாபகத்துல நடுவில் தூங்கிருப்பாருல அப்ப எங்க போனாரு ஓ ஐ ஐ ஐ ஐ ஐயா இப்போ நீங்க அந்த மரணமும் ஒரு நா ஒரு நாள் நைட்டு தூங்கி எழுந்திருக்கிறதும் ரெண்டு ஈக்குவல் அப்படின்னு தான் சொல்றீங்க ஈக்குவலா அதுவே ரெண்டும் ஒன்னு ரெண்டும் ஒன்னு கொஞ்சம் கூட கொஞ்சம் கூட வேறு இல்லை இப்ப இப்ப என்ன இதே உடல் எடுக்குது மரணம் எடுக்கும் எடுத்துரும் கனவுல ஒரு ஃபார்ம் எடுக்கிறீங்கல்ல அங்க அழுத்தப்பட்ட நான் தானே வந்து கனவு காண ஆரம்பிக்குது இந்த உலகமே தேவையில்லைன்னு தனி உலகத்தை சிருஷ்டிச்சு கனவுல விவகரிக்கணும்ல அந்த மாதிரி எடுத்துட்டு போயிட்டே இருக்கும் இதுக்கு நடுவில் வந்து நீங்கள் வந்து அந்த மனமாக இருக்கிற அந்த திருடனை கழுவனை தான் நீங்கள் பார்க்குறதுக்கு தான் இது கிராண்டஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வலியெல்லாம் இன்னும் கிராண்டஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுடைய உடல் வலி உயிர் போதும் தருவாய் எதுக்கு உயிர் போகும் தருவாய் மரணிக்கும் தருவாய் அதெல்லாம் வந்து ஏன் இது உங்களுடைய உங்களுடைய ஆன்ம பலம் எல்லாம் ஃபுல்லாக வெளில வந்துடும் இன்னைக்கு தான் ஒரு சத்சங்கத்தில் கேட்டாங்க அவங்க மத்தியானம் ரண ம மகரிஷிிக்கு வந்து கட்டி வந்திருக்கே வலிக்கலையா அப்படின்னு கேட்டால் உடம்புக்கு வலிக்கும் இது உடம்பு நான் கிடையாது அவ்வளோதான் பதில் கேன்சர் கட்டிக்கு இது நான் கிடையாத அதுக்கு வலியும் கிடையாது துக்கமும் கிடையாது சந்தோஷமும் கிடையாது ஓகேவா இதுக்கு உபாயம் என்னென்னா வலியை குறைக்கிற உபாயம் நான் சொல்லலை ஆன்ம ஞான உபாயத்திலயே உட்காந்துட்டு இருக்கீங்கன்ற நான் ஒரு தப்பிக்காதீங்க மனமா மாறாதீங்க அதை பத்தி பேசாதீங்க அதுவாகவே இருங்க அப்ப வலியே நீங்க இல்லைன்னு தெரிஞ்சிடும் அவர் அதுலயே ஆல்ரெடி இருக்காரு ஆனா வந்து வேற ஒரு பார்வைய பாத்ததுனால அது தனியா ஐயோ நம்ம மனந்துட்டோமே அப்படின்ற மாதிரி ஒரு சொன்னதுக்கு அப்புறம் புரிய வைக்கிற தருணம் அப்படின்றது வந்து அற்புதமான நாளைக்கு கைகால் நல்லா நடக்கிறாரு அப்ப என்ன அப்ப இதை பத்தி ஞாபகம் இருக்காரு அவருக்கு கரெக்டா அதை பத்தி எப்படி ஞாபகம் இருக்கும் வேலையை பத்தி தானே இருக்கும் கரெக்டா இன்னைக்கு வலி நாளைக்கு எப்படி இருக்கும் இதை இப்பவே என்ன சொல்றாரு எனக்கு ஒரு வாரம் கம்பல்சரியா ரெஸ்ட் எடுக்கணும் உடல் மூலமா வாழற மனோகரை வேறேன்னு மனத்திலேயே பிரிச்சு வச்சிருக்காரு புரியுதுங்களா எப்படி பிரிக்கலாம் எதுவுமே பிரிக்க முடியாது இடையூறு உடல் அனு ஆரோக்கியம் போறது இடையோர் இல்லை உடலுக்கு நோய் வாய்ப்புடுதல் இடையோர் இல்லை ஏன்னா பிறந்தவனே இல்லப்பா அந்த அளவுக்கு பார்க்கணும் பிறந்து விவகரிக்கிற ஒரு மனோகரி இல்லாத இடத்துல அதுக்கு நோயுற்ற மனோகருக்கு தனி ட்ரீட்மெண்ட் கொடுக்குற அது வழியை குறைக்கிறேன் ஆன்ம ஞானத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னு எல்லாம் வந்து தனித்தனி டிபார்ட்மெண்ட்டாக மனத்தை பிரிக்கிறது தானே இந்த உலகம் விழிச்ச பிறகு பண்ணிட்டுருக்கு ஆல்ரெடி கரெக்டா கரெக்டா ஒரு நாலு நாள் ஆஃபீஸில் இது ஹாஸ்பிட்டலில் படுத்தால் எல்லாம் ஜரியாக போடும் நாலு நாள் மாத்ரா சாப்பிட்டா ஜரியாக போடும் அப்படின்னு உடம்பாக தானே எல்லாருக்கும் ட்ரீட்மெண்ட் நடக்குது அப்படியே கிடையாது ஒன் ஹோல் இருக்குது எது நான் பாவத்துலேருந்து புலன்கள் வரைக்கும் உடம்பு வரைக்கும் எல்லாமா வந்து ஆன்ம பொருளே தான் இங்கே ஸ்பேஸு டைம் இங்கே சகலமாக இருக்குது ஆன்ம பொருளை பார்க்கணுன்னா இதில் எதையுமே நீங்கள் மிஸ் பண்ண முடியாது அஞ்சு கோஷங்களில் நீங்கள் நடந்து போகிறதுலேருந்து நோய்றதுலேருந்து நல்லா சிரிக்கும்போது கூட சந்தோஷமாக இருக்கும்போது கூட சிரிப்பவங்க தெம்பத்தனை நினச்சிக்கிறேன் நான் நல்லா இருக்கேன் நல்லா ஆயிட்டேன்னு சொல்ற நானுக்கு எப்படி நல்லா ஆதல்ன்னு இருக்கும் இளைத்தல் எப்படி இருக்கும் நானுக்கு புரியுதா ஆரோக்கியம் கெட்டு போதல் நானுக்கு வருமா நானுக்கு உண்மையான நானுக்கு உடலே கிடையாது எந்த உடலும் கிடையாது மன உடல் கிடையாது அகந்தை உடல் கிடையாது ஸ்தூல உடலும் கிடையாது அஞ்சு கோஷங்கள் கிடையாது ஆனா அதுதானே இதுவா இருக்கு அதை பிரிக்கிறது இது அப்போ இந்த கஷ்டங்கள் தானே வந்து இன்னும் கரெக்ட் கரெக்ட் உணர்தல் கழிச்சுட்டு போவோம் அப்ப மனத்தையே கடக்கிற விஷயம் தானே உணர்தலா இருக்க முடியும் இது உபாயம்னா என்ன அர்த்தம் இதுக்குள்ள கொஞ்சம் இந்த இந்த இந்த எரிஞ்சு போன ரூமை மாத்திரம் கொஞ்சம் அதை விளக்கிட்டு கொஞ்சம் ரீமாடிஃபை பண்ணு அப்படி அப்படி கிடையாது எல்லாம் ஒட்டு எல்லாமே போய் உபாயம் வந்து புத்திக்குதான் அதெல்லாம் அதெல்லாம் ஆப்ஜெக்டிவாக பண்ணுற வேலைகளில் தான் வந்து ஆப்ஜெக்டிவாக எழுந்த பாதிப்புகளுக்கு தான் சொல்ல முடியும் ஆன்மாக்கு வந்து பாதிப்பை கடந்த ஒரு பொருளாச்சே அதை வந்து என்ன பாதிப்புக்குள்ளான ஒரு பொருள் மூலமாக நீங்கள் அணுகிறதே தப்பாச்சே புரியுதா உடம்பு பாதிப்புக்குள்ளாகுமே அது நோயரும் பருக்கும் இழைக்கும் தளரும் சகலமும் நடக்குமே மனத்துக்கும் நடக்குமே மனத்துக்கும் மறதி வருவேன் பெருசா பூசிக்க வாழ்க்கையில் விஷயங்கள அதனால இல்லாசும் வருத அப்ப யார போய் கொண்டு வந்துப்பீங்க கேட்கறேன் மனச்சிதவி ஏற்பட்டுதுன்னா எல்லாத்தையும் மறந்துடுறீங்களே இப்ப பைத்தியமானவனை அவன் காப்பாத்தின் இருக்கான் புரியுத அப்படின்னா எல்லாமே அத்தனை மூன்று உடல்களும் அஞ்சு கோஷங்களும் எல்லாமுமே வந்து உண்மையான நான் கிடையாது ஐயா இதுல வந்து இந்த உடம்பை பிரிக்கிறதும் இந்த மனசை வந்து அழகா பிரிச்சு காட்டுறீங்க ஐயா இப்போ இப்போ இது எப்படி எழுதுதுனாக்கா இந்த வழது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு உணர்ச்சி ஒரு உடம்புக்கு ஏற்பட்டது அந்த உணர்ச்சியை விவரிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர்ல எழுதுற மாதிரி இருக்குற மாதிரி இருக்கு அப்ப அந்த எழுத்துக்கு எப்படி வழி வர முடியும் வலி எனக்கு வழி அதுல வேற ஆன்மா வேற இழுக்குது ஆன்மாவை ஆன்மா சாதகமே பண்ண முடியல அப்படின்லாம் வேற சொல்லுதுன்னா ஆன்மாவுக்கு வழியே கிடையாதுப்பா மனத்துக்கும் உண்மையில வழி கிடையாது ஆனா இந்த சைடை எடுத்துக்கிட்டு ஆன்ம பொருளுக்கே வலிக்குது ஆன்ம சாதகமே நடத்தமுட்ல புரியுதா அப்படின்னு அதுக்கு அதாவது இது சொல்லுவாங்கல்ல இது வந்து ஆப்பம்பட்ட கதைன்னு சொல்லுவாங்க நரி புரியுதா உனக்கு இதுக்கு கொஞ்சம் இது கொஞ்சம் இது கொஞ்சம் உனக்கு ஜாஸ்தி ஆயிடுச்சா அப்படின்னா அதுலேருந்து நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன் உனக்கு கம்மியாயிடுச்சா உனக்கு ஜாஸ்தி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் இங்கே ஜாஸ்தி வைக்கிறாங்க இங்கேயிருந்து கொஞ்சம் எடுத்துக்குது அப்படின்னு பார்த்தா இந்த சைடு ஆன்மாவையும் இல்லாமல் பண்ணிடுது இந்த சைடு உடலோட சேர்ந்துக்கிட்டு ஆன்மாவை இல்லாமல் பண்ணிடுது அப்புறம் ஆன்மா ஆன்மாவனுடைய டாக்டிக்ஸை மாத்திரம் தனக்கு தனக்கு உரித்தானதாக வச்சுக்கிட்டு உடலில் கன்செஷன் கேட்குது புரியுதா உடலில் கடைசி வரைக்கும் கன்செஷன் கேட்குது இந்த வலியை கொஞ்சம் வந்து கம்மி பண்ணிக்காமல் ஏதாவது மேஜிக் மூலமாக எதான ஒரு மந்திரம் சொல்கிற மாதிரி இதுக்கு எதான ஒரு யுக்தி புரியுதா அப்படி ஒரு மூச்சை கவனிக்கிறதுக்கு அப்படி நான் மூச்சை கவனிச்சிருந்தேன்னா அந்த முதுகோலிலாம் தெரியாமல் போயிட்டு புரியுதுங்களா அதுக்கு எதான ஒரு அதாவது ஆன்மாவை அடையிறதுக்கு முன்னாடி மனத்துக்குள்ளேயே ஏதாவது ஆன்மசக்தி இருக்கும்ல புரியுதா அப்போ அந்த மனசை வந்து எதையோ ஒன்று தேடி புரியுது இதுவே பில்டிங்கே கொலாப்ஸ் ஆகிற சமயத்துல கூட தான் அட்வான்டேஜ் ஆடாயிடும் புரியுதா தான் தொடர்ந்து இருக்கணும் ஆன்மன் ஞான ஆடியது முக்கியம் இல்லை தான் தொடர்ந்து இருக்கணும் புரியுதா ஆன்மா சக்தியை வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு மூச்சு மூச்சு சுவாசத்துல அப்படியே பார்த்துந்தா அப்படி வலி குறைஞ்சிடுமா ஏதோ ஒரு மந்திரத்தை சொன்ன அதுக்கு தான் அந்த உபாயம் கேட்குறதுலாம் அதனுடைய கள்ளத்தனம் போகவே போகாது இப்போ வந்து இருக்கிற நிலை என்ன ஆக்சுவலாக அர்ஜுன் இருக்கிற மாதிரி இருக்கார் அர்ஜுனை வந்து வந்து போர்க்களத்தில் வந்து நிற்கிறான் ஃபஸ்ட்டு டே அப்படியே பிரமிச்சு போட்டான் கொலைஞ்சி நிற்கிறான் கொலைஞ்சி போயில நிற்கிறான் எதுக்குடா சண்டேன்றதே அவனுக்கு மறந்து போச்சு அவனே தான் போய் சூட் அவனே தான் எல்லாத்தையும் பண்ணான் மானபங்கப்பட்டான் எல்லாம் பட்டான் எல்லாம் பட்டான் பயங்கரமான துஷ்டனையும் ஒன்னா வளர்த்தான் புரியுதுங்களா எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசியில வந்து பேடி மாதிரி ஆனானா இல்லையா அங்கேயும் வந்து என்னை விட்டுடு நான் அவன் ரொம்ப நல்ல மாதிரி காமிச்சனான் இல்ல அர்ஜு கிருஷ்ணர்கிட்ட என்ன பண்றான் பணியாம வந்து நான் நல்லது தானே பண்றேன் அவனுக்கே கொடுத்துடுறேன் அப்படின்னு நான் யுத்தத்திலேருந்து போயிடுறேன் என்னால எங்க தாத்தாவை கொல்ல முடியாது அவன் என்னதான் இருந்தாலும் என்னோட கூட பிறந்த சகோதரன் துரியோதனை அவன் அவன் எடுத்துகிட்டு போட்டான் நான் சண்டை போடவே தயாரி புரியுதா இது எதுக்கு இவனே உருவாக்கின எல்லாத்தையும் இவனே வந்து நில குலைஞ்சி போய் ஏன்னா அங்கே புத்தி வந்து சரணாகதி அடைகிறதுக்கு மறுக்குது போக்கடை இல்லாம இருக்கிற நிர்கதித்துவத்துக்கு கூட ஒரு போக்கடை இருக்க மாதிரி என்ன பண்ணுது சரணாகதி யூஸ் பண்ற மாதிரி என்ன சரணாகதி அவனுக்கே வயிற்று கொட்டி காமிக்கிற மாதிரி புரியுதா அதுல அது என்ன சாதிக்க பாக்குது நான் தொடர்ந்து இருக்கணும்னு பார்க்குது புரியுதா அது அவங்களை கொல்றது பயம் இல்லை மொத்தத்துல வந்து அங்கதான் வந்து தர்மம் வரணும் தர்மம் வந்ததுன்னா நீ முதலே சூதாட போயிடக்கூடாது இல்லையா எல்லாத்தையும் பண்ணிவிட்டு புரியுதுங்களா உடம்பாக இங்கே வாழ்ந்துடுதுங்க அகந்த உடம்பாக வாழ்ந்துட்டு திருப்பி அந்த உடம்புக்கோசுரம் கொஞ்சம் கன்செஷன் கேட்குற மாதிரி ஆன்மஞானத்தை கூட உடம்புக்கோசுரம் தான் நிறைய பேர் அணுகிறாங்க அதுதான் இங்கே பிரச்சனை புரியுதுங்களா ஸோ ஆன்ம நான் அணுகினேன்னா இப்படியாவது இந்த உடம்பு மூலமாக நான் வாழ்ந்துக்கிட்டு இருப்பேன் நான் அகந்த கேட்குற கேள்வி தான் மறைமுகமான கேள்வி தான் இது எல்லாேருக்கும் எல்லோரும் என்ன கேட்குறாங்க ஏங்க சாவுக்கு பயம் நான் எப்படியாவது நான் கண்டினியூ பண்ண முடியுமா அதுதான் எண்டு எல்லாருக்குமே கார்டு அதுதானுங்க கடைசி கார்டு என்னங்க டெத்து டேவும் ஒன்று இருக்கு பர்த்டே மாதிரி அதுதானே கிளியாராக நான் வந்து முடிகிற ஸ்தூலமாக முடிகிற இடம் ஸ்தூலமாக முடிகிற இடத்தை தவிர்க்கறதுக்கு வலியை குறைக்காத கேட்கும் பரவாயில்ல எனக்கு வந்து ஹன்மன் ஞானம் கூட பரவாயில்ல ஏன்னா ஆன்மன் ஞானம் கம்ப்ளீட்டாக கொஞ்சம் பயம் வரும் புரியுதா ஏன்னா ஆன்ம ஞானத்துக்கு முன்னாடி பொய்யான நான் இருக்க முடியாது இல்லை அதுக்கு பதிலாக கூட பரவாயில்ல நான் இந்த சைடு ஜடப்பு ஜடத்தினோட சைடே நான் இருந்துக்கிறேன் அந்த சைடு முழு ஞானம் வேணாம் ஏன்னா அந்த நான் நடுவில் இருக்கணும் இடத்து மூலமாக சேர்ந்தாலாவது நான் இருக்க முடியுமான்றதுக்கு தான் வந்து சரண்டர் ஆகாமல் இருக்கான் யார் அர்ஜுனு அப்போ அவர் என்ன சொல்கிறாரு அவனுக்கு எப்படி ஊக்கம் கொடுக்குறது அவனால் தான் முடிக்கப்படணும் எல்லாம் அவன்தான் ஒரு மனத்தினோட சாம்பிள் கடைசி சாம்பிளுங்க சரணாகதிக்கு எதிர்க்க நிற்கிற அகந்தையனுடைய ஃபுல் சாம்பிளே நம்ம சாதாரணமாக என்ன பண்ணுறவங்க நல்லா இருக்கும்போதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் கூட பணிவையோ தாபத்தையோ சரணாகதியோ நம்ம திங்க் கூட பண்ணுறது கிடையாது கரெக்டாக அதுவும் உடம்பு நல்லா இருக்கும்போது அடியோட திங்கே பண்ண சான்ஸ் கிடையாது கரெக்டா உங்களால் நல்லா ட்ராவல் பண்ண முடியுது நல்லா அலைய முடியுது பேச முடியுது சாப்பிட முடியுது வேலைகளை செய்ய முடியுறதுன்னா அதுலயே வந்து என்ன பண்ணும் ஆன்ம ஞானமும் நான் பண்ணிட முடியும் கை கால ஏதோ வேலை எல்லாம் பண்ணிடலாம் பண்ணிட முடியும் பணிவு சம்பந்தப்பட்ட விஷயம் அது வந்து திரும்பிக்கிட்டே இருக்கும் உடம்புதான் அதனுடைய இது மூலதனம் அகந்தைக்கு அதனால உடம்ப தக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணும் அதுக்கு கன்செஷன் கொடுக்கறதுக்கோசரமே அதனாலதான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க எனக்கு முக்தி இல்லாமல் வேண்டாம் முக்தினாலே அவங்க என்னென்ன சொன்னாங்க உடம்பு செத்துப்பிடும் உடம்பு செத்துப்பிடும் அதனால தான் வந்து அந்த சைடே கூட பார்த்துக்காம அப்படியே தள்ளுறது எப்படியோ மாத்திரையை போட்டுக்கோ எப்படியோ எக்ஸசைஸ் பண்ணிட்டு அந்த இதுக்கெல்லாம் மாத்திரம் போயிடாத நான் யார் விச்சாரோம் அது இதுன்னு எதுக்காது போயிடாது அப்படின்னுட்டு வந்து அதையே அகந்த பயமுறுத்துவோம் அதனுடைய ஒரு விதமான சாயல் தான் அவரும் வெளிப்படுத்தியிருக்காரு நான் இப்ப வந்து அவருடைய நம்ம அரசே வந்து அந்த மனத்தனுடைய அகந்தையினுடைய விதவித பரிமாணங்களை அதுல உபயம் கேட்க எப்படி தோணும் அவன் என்ன உபயமா தான் கேட்கறான் அர்ஜுன என்ன கேட்கறேன் என்ன விட்டுடு கிருஷ்ணா நான் மாட்டுக்கு போயிடுற அவனை அவன் இறங்கி போனான்னா யாருமே கொல்ல மாட்டாங்க யார் கொல்லுவா திரௌபதி இல்ல அவ எடுத்து வெட்டிடுவா அவனை கரெக்டா வெட்டிடுவாளே இல்லையா இவனை அவன் அடங்க வச்சான் அவள இல்ல மரபங்கப்படுத்துறது காரணமாகதான் அவன் கரெக்டா அவளால தானங்க இந்த பாரு பீமனும் வெட்டிடுவானா இல்லையா ஏன்னா அவனுக்கும் அவ மனைவி இல்லை அவக்கவும் அவங்கவும் இல்ல அண்ணனை வெட்டிடுவானா இல்லையா அர்ஜுனனை பீம பண்ணுவானா இல்லையா எல்லாரும் மீதி நாலு பிரதர்ஸ் திரௌபதி எல்லாருமே வெட்டிப்பட்டுருவாங்களா இல்லையா இந்த சாய்ஸ் லெசன்ஸ் எல்லாம் அதுக்கு தெரியாது அகந்தி அதனால புத்தி சாதுரியமா பேசுற மாதிரியும் அப்போ வந்து இப்போ கழிவிறக்கம் வந்துடும் சுயபச்சாதம் வந்துடும் எல்லாத்தையும் என்கேஜ் பண்ண பார்க்கும் புரியுதுங்களா அந்த மாதிரி வந்து இதுவும் வந்து அகந்த வந்து ஆன்ம பண்ணிக்கிட்டு இருக்கும் ஆன்ம பண்ண முடியாத அளவுக்கு இது போவதே வேற எதனா யுக்தி இருக்கா இருக்கு இதுதான் ஃபீல்டே உங்களுக்கு உடம்புக்கு வந்து ஃபீல்டு இருக்கு எல்லாருக்கும் மனத்துல ஃபீல்டு இருக்கும் விதவித ஃபீல்டு இருக்கும் புரியுதுங்களா அஞ்சு கோஷங்கள்ல எல்லாருக்கும் வந்து உண்மையை நீங்கள் கோட்டை விட்டுட்டு பார்க்காம இருந்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் அடி இருக்கு ஒரு குழந்தை கூட இருக்குது ஆனால் குழந்தையோடைய ஈகோவாக பேரண்ட்ஸே இருக்கிறதுனால ஒரு ஒரு வயசு வரைக்கும் அவனை கட்டுப்படுத்துவாங்க ஒரு பதினஞ்சு வயசுக்கு மேலே அவன் திரும்பினான்னா அவன் சாப்பிடலான்னா விட்டுருவாங்க ஒன்றும் பண்ண முடியாது அவங்களால் காலில் இழுத்து போட்டு ஊட்ட முடியாது ஆனால் ஒரு குழந்தைய மடியில் போட்டு மருந்தை ஊட்டி அவனை சரி பண்ணிடலாம் பதினாலு வயசு பன்னெண்டு வயசு இல்லாத பலமா ஆயிட்டான்னா அவனை விட்டுருவாங்க அவனுடைய வாழ்வம் சாபம் அவங்க அவனே டிசைட் பண்ணிக்கிறான்ல அந்த நிர்கதித்துவத்துக்கு இப்ப மனோகர் ஐயா வந்து பார்த்து கேட்டிருந்தார் ஐயா இப்போ அந்த இப்போ அந்த வழியை வந்து அப்படியே ஏத்துக்கணும்னு சொல்லிட்டீங்க ஐயா ஆமா இது வந்து பாத்தீங்கன்னா ஏத்துக்கிறது இல்லை நீ ஏத்துக்கிறதுக்கு நீ தனியா உனக்கு ஒன்னு சாய்ஸே கிடையாது நீ ஏத்துக்க முடியாம இருக்கிறதுக்கோ ஏத்துக்கிறேன்னு சொல்றதுக்கோ கூட ஒன்னு தனியா விடல அது அப்படியே நிறுத்தி இருக்கு நிறுத்தி இருக்கிறத நீ அனுபவிக்கணும் நீ அனுபவிக்கணும் அதை அனுபவிக்கிற அந்த உடம்பு நீ இல்லைன்றத உணர்றதுக்குதான் அந்த வலி வந்துருக்கு பீக்குக்கு வந்துருக்கு ஆனா அங்கேயே சாய்ஸ் கேட்கறீங்க எப்படி கேட்கலாம் அப்படின்னா நீங்க வந்து ஆன்மஜானத்தையும் இன்னும் சரியான பெர்ஸ்பெக்டிவ்ல பாருங்க உலகத்துல இருக்கிற எல்லாருக்குமே சொல்றேன் ஒவ்வொரு டேர்ன்லயும் அஞ்சு கோஷங்கள்ல கேள்வி முட்டிக்கிட்டு நிக்குது எல்லாருக்கும் இந்த வேலை நான் நல்லா சாப்பிட்டேன் ஓகே நாளைக்கு ஒரு பத்தாயிரம் கோடி இருக்கு எனக்கு இதெல்லாம் ஒரு பேச்சாப்பா இதெல்லாம் நினப்பு கரெக்டா மனசா இருக்கிற உடம்பு வந்து தன்னை உண்மைன்னு நினைச்சுக்கிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கு காரணக்காரி இல்லாம எவ்வளவு டெத்து நடக்குது என்னெல்லாம் நடக்குது எங்க வேணா எப்படி வேணா நடக்குது எவ்வளவு கிடையாது உன்னையும் சேர்த்து அப்ப எப்படி என்ன உபாயம் இருக்கு ஒரே உபாயம் வந்து அனுபவிக்கிறது தான் உபாயம் கடனை கழிக்கிறது தான் அதுல நெஞ்சுறுதியோட பண்ணோம் அப்ப என்ன சொல்றாரு கிருஷ்ணர் கூட என்ன சொல்றாரு நீயே கொல்ல நான் தான் கொல்றேன் என் மேல பாரத்தை போடுன்றாரு அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணணும் அது ஆன்ம உங்களுக்கு நம்பிக்கை வந்ததோ நம்பிக்கை வரலையோ அது ஒண்ணுதான் இருக்கு அனுபவிக்கிறேன் வலியின் அழறேன் பொருள்றேன் கதறேன் என்ன நடக்கிறதோ நடக்கட்டும் அதுதான் அதுதான் நெஞ்சிடும் புரியுதா அதுதான உண்மையா பேசிங்க அப்ப என்ன பண்ணும் மனமே இல்லைன்னு தெரிஞ்சிடும் ஆர்ட்டின்னு அதே வேஸ்ட்டாக போடும் கரெக்டா அதுதான் ம் அற்புதம் இது கண்டிப்பாக ஒரு ஒரு தீர்க்கமான முடிவு இது ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது வந்து அவருக்கு கண்டிப்பாக இது முடிமா தெரிஞ்சிருக்கும் ஐயா கண்டிப்பாக இதுக்கு மேலே கண்டிப்பாக அவருக்கு கேள்வி எழுந்தாருனாக்கா கண்டிப்பாக அவங்ககிட்ட முடிவு தொடர்பு ஐயா ரொம்ப நன்றி ஐயா ரொம்ப அற்புதமான விளக்கா